வணக்கம் பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட் டெய்லி லைவ் மார்க்கெட் கால்ஸ்னுடைய பெர்ஃபாமன்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இது ஆட்டோமேட்டிக்காக Live மார்க்கெட்டில் Calls வந்து ஜெனரேட் ஆகும் இன்றைக்கி 8 எயிட் Market 9.15 am Market Open மார்க்கெட் ஓப்பனானது ப்ரியஸ் டேனுடைய பக்கிங் மமௌண்டமில் நேற்று பை கால் ஓப்பன் ஆகி ரெண்டு டார்கெட் அச்சீவ் பண்ணபடி இருக்குது அதிலே அப்படியே ஓப்பனிங் கொடுத்துருக்கு கீழே இறங்குனா செல் கால் வரும் டென் வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த பையிங் மொமெண்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகுது ஸோ ஸ்டெப்பை ஸ்டெப்பாக இறங்கினால நமக்கு அது ட்ரெண்டு மாறிட்டு செல் கால் கொடுக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு செலட் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டின்னு செல் கால் என்ட்ரி பாயிண்ட் க்ளியராக இந்த ஒயிட் லைன் இருக்குது அதான் என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்கிறதுலாம் டார்கெட் லைன் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் மேலே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன் இந்த மாதிரி டெய்லி அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா வெறும் அந்த ப்ரைஸ்னுடைய மூமெண்ட் வச்சு வரும் இது நம்ம கேண்டில்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ கேண்டில்னுடைய பிரேக் அவுட்டும் ஆரப்போ நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவும் வர மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமெட்டிக்காக கால்ஸ் வந்து கிடைக்கும் இதை பார்த்துட்டு நீங்கள் மேனுவல் ட்ரேட் பண்ணலாம் அஸ்வல்லஸ் ஆட்டோ ட்ரேட் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க பிளான் டீடெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம் இந்த மொமெண்டம் பார்த்தீங்க அப்படினா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ட்ரேடிங் போச்சு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல டவுன் ஆக்சுவலி 10 மினிட்குள்ளே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண வேண்டியது பட் ஃபார்ட்டி ஒன் ஃபைவ் சிக்ஸ்டியில் ரெக்கவரி அடுத்த ஒரு டவுன் அடுத்த டவுனில் தான் நமக்கு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுது ஸோ டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிட்டக்க டைமிங் வந்து எடுத்துக்குது இந்த மாதிரி தான் நமக்கு செல்கால் ஜென்ரேட்டான டார்கெட்டோன்னு ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் டெய்லி நீங்கள் என்ட்ராடே பண்ணுவீங்க அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக டக்குன்னு ஒரு கால்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்க்கு வாட்ஸாப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ